பாட்டி என் வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு பெண்மணி எல்லாத்துக்கும் அம்மா அப்பா ஏன் அம்மா இல்லாமல் அப்பா இல்லாமல் என் ரெண்டு பேருமே எல்லாமே இருக்கிறவங்களாம் இருக்காங்க ஆனால் அந்த ரெண்டு பேர்த்தையும் நான் ஒரே ஆள்கிட்ட பார்த்தேன் அதான் என் பாட்டி பாட்டின்னு சொல்வதை விட அத்தான்னு சொல்லி கூப்பிடலாம் ஏன்னால் நான் அவங்கள அப்படி தான் கூப்பிடுவேன் என் பாட்டி என் வாழ்க்கையில் மிக முக்கியமாக இருந்தாங்க நான் இன்னைக்கு இவ்வளோ வரைக்கும் வளர்ந்துருக்கேனா அதுக்கு முக்கியமான காண பாட்டி மட்டும்தான் இன்றைக்கி அவங்க கூட இல்லை இந்த பாட்டு அழகாக மட்டும் கிடையாது ஒவ்வொரு குழந்தை வளர்க்குற ஒவ்வொரு பாட்டிக்கும் இந்த பாட்டு ஒரு பெரிய சமர்ப்பணமாக இருக்கும்னு நினைக்கிறேன் குரல் கேட்டாயோ என்னை விட்டு சென்ற எங்கே இன்று சொல்வாயே கற்றே கன வாழ்வை dying in game